வணக்கம் பி ஆர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்துங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே ஜரி பார்டர் சாஃப்ட் சில்க் சாரீஸுங்க டாப் அண்ட் பாட்டமில் ஜரி பார்டர் வந்துருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் சாரி செவன் எயிட்டி ஃபைவ் பல்லூ அண்ட் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ பாடி ஆஃப் தி சேரீ பெய்ச் கலருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு body ஒர்க் பண்ணியிருக்கு பல்லூவில் பாடியில் வர புட்டாஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரோ சில்வர் ஜரியும் ஒரு ரோ கோல்டு ஜரியும் ஒர்க் பண்ணியிருக்குங்க ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் சாரியுடைய லென்த் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இருக்கும் இன்க்ளூடிங் ப்ளவுஸுங்க வித் ஆஃப் தி சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு அதிகமாக இருக்குங்க இந்த புட்டா சுல் சுத்துக்கு மட்டும் வராதுங்க இன்றைக்கி ஷோ பண்ணுற சாரீஸில் வந்து டசில்ஸ் இல்லை டசில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணும்போது சொல்லிக்கோங்க அட்ரஸ் அனுப்பும்போது உங்க சொன்னீங்கன்னா டசில்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணித்தரலாம் இந்த சேரீ கோட் செவன் எயிட்டி சிக்ஸ் பல்லுவன் ப்ளஸ் டபுள் ஷேடுங்க எல்லோயிஷ் க்ரீன் பாடி ஆஃப் தி சேரீ பிக் ஆக் ப்ளூ பிக் ஆக் க்ரீனுங்க ஸாரீனுடைய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இந்தியாவில் நீங்கள் எந்த பிளேஸில் எந்த ரீஜனில் இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணி தரும் கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருது இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எவ்வளோங்கிறத நீங்கள் ஸாரீ புக் பண்ணும்போது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை நீங்கள் பிஃபோராகவே பே பண்ணால் தான் நம்ம சிஓடியில் அதாவது கேஷ் ஆன் டெலிவரியில் ஸாரீஸ் உங்களுக்கு அனுப்ப முடியுங்க இந்த சாரீ 787 எயிட்டி செவன் பாடி ஆஃப் தி சாரி சாக்லேட் கலர் பலூன் ப்ளவுஸ் கிரீன் கலர் ஒரு லேவண்டர் ஷேடும் வருதுங்க அதில் பேஸ்டல் ஷேடு 5600 தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சாரீஸ் பார்த்துருக்கோம் செவன் எயிட்டி எயிட் சாரீ கோட் பாடி ஆஃப் தி சாரி ரெட் கலர் பல் அண்ட் ப்ளவுஸ் க்ரீன் கலர் டபுள் ஷேடுங்க எல்லோ அண்ட் கிரீன் மிக்சடு ஒரே பேட்டர்னில் தான் சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் புக்கிங் வாட்ஸ்அப்பில் தான் பண்ணணுங்க எந்த நம்பருக்கு நீங்க புக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை பார்த்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் சேட் பண்ணலாம் என்ன வேணும் அப்டேட்ஸ் வரப்போகுது நம்மளது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் பர்ச்சேஸ் பண்ணுறது ஈஸிங்க நெக்ஸ்ட் ஸாரீ செவன் எயிட்டி நைன் சாரீ கோட் பல்லூன் ப்ளவுஸ் க்ரீன் கலர் பாடி ஆஃப் தி சாரி கோல்ட் அண்ட் சில்வர் ஜெரீஸ் புட்டாஸ் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க ஸாரீ ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்குவீங்க அப்படின்னா மட்டும் புக் பண்ணுங்கள் கொஞ்சம் டவுட் இருந்தாலும் புக் பண்ண வேண்டாம் ஏன்னா ரியலாக அந்த சேரீ வேணுங்கிறவங்களுக்காச்சும் அட்லீஸ்ட் போய் சேரணும் நெக்ஸ்ட் சாரீ பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ பாடி ஆஃப் தி ஸாரி செவ் ஸாரி கோடு செவன் நைன்டி பாடி ஆஃப் தி சாரி மெஜந்தா புக்கிங் வாட்ஸ்அப்பில் அப்படிங்கிறப்போ புக்கிங்க்காக மட்டுமே அந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேட் மட்டும் பண்ணுங்கள் டைரெக்ட் காலோ வாட்ஸ்அப் காலோ அந்த நம்பரில் பண்ண வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பாக பேசணும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு பேமெண்ட்ஸில் டவுட்ஸ் இருக்கு அப்படினா கஸ்டமர் கேர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க மார்னிங் 10 to 6 அவைலபிள் இருப்பாங்க சண்டேஸில் அவைலபிள் இருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் சாரி செவன் நைன்டி ஒன் டபுள் ஷேடுங்க ராணி பிங்க் பாடி ஆஃப் தி சாரி ராணி பிங்க் பலவன் ப்ளவுஸ் க்ரீன் கலர் கஸ்டமர் கேர் நம்பரில் புக்கிங் கேட்க வேண்டாம் அந்த அந்த நம்பர் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு மட்டுமே எப்படி புக் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ட்ராக்கிங் வந்து எங்களுக்கு வேணும் இப்படி எனக்கு பார்சல் இனியோ ரிசீவ் பண்ண முடியல பேமெண்ட் எந்த நம்பருக்கு பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் அந்த நம்பரில் நீங்கள் பேசலாம் செவன் நைன்டி டூ சேரீ கோட் பாடி ஆஃப் தி ஸாரீ ராயல் ப்ளூ பல ஒன் டபுள் ஷேடு full அண்ட் full silver zari பூட்டாஸ் இந்த சேரில ஒர்க் பண்ணியிருக்கேங்க டாப் அண்ட் பாட்டமில் வர ஜரி பார்த்துட்டிங்கன்னா கோல்டு ஜரி டெஸ்ட் ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஹாஃப் ஐன் ஜரின்னு சொல்லுவாங்க செவன் நைன்ட்டி த்ரீ ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் price அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்மெண்ட்டில் பண்ணித்தரும் செவன் நைன்ட்டி த்ரீ ஸாரீ பல்லுவன் ப்ளஸ் இங்க் ப்ளூ பாடி ஆஃப் தி சாரீ மேங்கோ எல்லோ இந்த சாரீஸ் எதுலேயுமே டசில்ஸ் போடலைங்க இன்றைக்கி ஷோ பண்ணுற சாரீஸில் டசில்ஸ் வேணும்னா புக் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுக்கும்போது டசில்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அட்ரஸோட லாஸ்ட் லைனில் மென்ஷன் பண்ணால் கூட ஈஸியாக இருக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணும்போதே முன்னாடியே டசில்ஸ் வேணும்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறப்ப நம்ம மொபைலில் இருந்து நம்ம இதெல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறதுனால ஒவ்வொரு மெசேஜையும் டாப்பில் போய் படித்து பண்ண மாட்டோம் ஸோ அட்ரெஸ் கொடுக்கும்போது கொடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக டசில்ஸ் போட்டு வச்சிடலாங்க செவன் நைன்ட்டி ஃபோர் சாரி கோட் பாடி ஆஃப் தி சாரி ராமர் கிரீன் பலூன் ப்ளவுஸ் காஃபி ப்ரவுன் டபுள் ஷேடுங்க ஒரு ரூபா ஜரியும் ஒரு ரூபா கோல்டு ஜரி புட்டாஸும் வந்துருக்குங்க ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பீஸ் தான் அவைலபிள் இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கும் ஒவ்வொரு சாரீ கூடியும் கட்டாயம் இந்த சில்க் மார்க் லேபிள் வருங்க வேணுங்கிறவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்